வணக்கம் நண்பா இன்னைக்கு நம்ம இஎன் ஆட்டோ அப்டேட்ஸில் டார்க் மோட்டார்ஸோட கிராட்டஸ் இ பைக்கை பற்றின அப்டேட்டையும் எமஹா எம்டி ஃபிஃப்டீனோட வருஷன் டூ பற்றின அப்டேட்டையும் அது மட்டும் இல்லாமல் யமஹாவில் புதுசாக ரெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை லான்ச் பண்ணியிருக்காங்க அது பற்றின டீட்டெயில்ஸையும் அது மட்டும் இல்லாமல் ஒகேனவோ ஆட்டோ டேக்கு இருக்கு இல்லையா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மாடல் பைக்கை வந்து ரீகால் பண்ணியிருக்காங்க அதாவது சர்வீஸ்க்காக ரீகால் பண்ணியிருக்காங்க ஃப்ரீ சர்வீஸ்க்காக இதை பற்றின அப்டேட்ஸையும் பார்க்க போகிறோம் டார்க் மோட்டார்ஸோட கிராட்டஸ் பைக் பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பைக்கோட டெலிவரி இந்த ஏப்ரலுக்கு ரெண்டுக்குள்ள கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அதே சமயம் இவங்க புனேல தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட கான்சென்ட்ரேட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவங்க சென்னை பெங்களூர் ஹைதராபாத் அகமதாபாத் டெல்லின்னு சொல்லிட்டு சில முக்கிய சிட்டிஸ்ல வந்து இந்த பைக் வந்து சேல்ஸ் கொண்டு வர போறாங்க ஆனால் இந்த சிட்டிஸ்லாம் வரத்துக்கு இந்த இயர் எண் அப்படி இல்லைன்னா அது இயரோட ஸ்டார்டிங்ல தான் கொண்டு வரதா சொல்றாங்க இந்த கிராட்டஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கு பிறகு version பண்ணிட்டாங்க இருக்குறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இந்த பைக் இந்த வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க அதே அதே black பண்ணிருக்காங்க உள்ள ஒரு ஓட, பகுதி தான் இந்த எம்டி அதே சமயம் மோட்டார் ஜிபி ரேசிங்கான சில பார்ட்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எம்டி பாடி டிசைன் இதுக்கு முன்ன இருந்த எம்டி மாதிரி இருந்தாலும் இதோட கிராஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அது ரீடிசைன் பண்ணப்பட்ட ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க இதில் செவன்டீன் இன்ச் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க இந்த பைக்கோட கேர்பை அப்படின்னு பார்க்கும்போது ஒன் தேர்ட்டி நைன் இன்ஜினை பொறுத்த வழக்கமான ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் சிசி லிக்யூட் வால்வ் இன்ஜின் விவிஏ டெக்னாலஜியோட உள்ள இந்த இன்ஜின் அதிகபட்சமாக டென் தௌசண்ட் ஆர்பிஎம்ல 18.4 பாயிண்ட் ஃபோர் பிரேக் கார்ஸ் பவரையும் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பியம்ல ஃபோர்டின் பாயிண்ட் ஒன் நியூட்டன் மீட்டர் டார்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இதில் சிக்ஸ் ஸ்பீட் கியர் பாக்ஸோட ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்ட் கிளட்சோட வருது இந்த MT வெர்ஷன் டூவில் பார்த்தீங்கன்னா புதுசா அதாவது 37 MM எம்எம் அப்ஸ் ஐட் டவுன்ஸ் இந்த மாதிரி ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்னால இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரங்கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு எமகா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெண்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாடலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஒன்றத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா E1, இன்னொன்று NEO, அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஈஒன் ஸ்கூட்டரில் பல முக்கியமான ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் ஃபுல் டிஜிட்டல் எல்இடி அண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் கல்சோல் தான் இதோட சிறப்பான ஒரு அம்சமாக பார்க்குறாங்க இதில் சிம் கார்டு அப்புறம் ஸ்மார்ட் கனெக்டிவிட்டி இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் ரிவர்ஸ் மோட் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸை எது கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி ஸ்கூட்டர் இருக்கும் இல்லையா அந்தளவுக்கு இதோட பர்ஃபாமன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் செவன்ட்டி கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும் வழக்கம் மூணு ரைடிங் மோடவர் இருக்குது நியோ ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் ஈவனில் உள்ள அதே மாதிரியான ஃபீச்சர்ஸ் இதுலேயும் கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் கீ மோனாஷாக்ஸ் அப்சர்வர் இது மட்டும் 27 டுவெண்ட்டி செவன் லெட்டருக்கான பூட் ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க இந்த பைக்கை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணும்போது சிக்ஸ்டி எயிட் கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நைன்டீன் பாயிண்ட் டூ கேஹச் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபோர் வோல்ட் பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க இந்த நியோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பார்த்தீங்கன்னா ஒரு 50 சிசி பெட்ரோல் இன்ஜினோட கம்பேர் பண்ணுறாங்க இதில் டூ கிலோ பவரை டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ஸ்கூட்டரை பற்றின டீட்டெயிலான வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட பேட்ரி பிளாஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் சாதாரணமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு அதுலேயும் குறிப்பாக ஒகினோவா பியூரிவி இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பேட்ரி பிளாஸ்டிங் சொல்லவே வேணாம் அதிகமாகிடுச்சு இதுக்காக ஒக்கினோவா சைடிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா பிரைஸ் ப்ரோ அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் மாடல் மட்டும் ரீகால் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்களோட டீலர்ஷிப்பை போய் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்க போய்ட்டு பேட்டரியை செக் பண்ணுவாங்களாம் ஃபிசிக்கலாக செக் பண்ணுவாங்களாம் அதில் ஏதாவது லூஸ் கனெக்ஷன் இருக்குதா ஏதாவது டேமேஜ் செல் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்களாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃப்ரீ காஸ்ட்டில் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்களாம் இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ஒரு நல்ல விஷயம் கரெக்டான நேரத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதை பற்றின மேலும் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒகினோவா டீலர்ஷிப்பை போய் காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம கொடுக்கணுன்னு நினச்ச அப்டேட் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சி யூ லேட்டர்